மத்திய அரசண்டாயிரது குட்டை வாய்க்கால் போன்ற மட்டும் இல்லாமல் நீர்நிலைக்குள்ள போய் மழத்தை கழிவிட்டு இது ிருமிகளும் இதனால பலவிதமான நோய்கள் ஒரு சில பேர் வந்து இறக்கவும் செய்யறாங்க இது மாதிரியான வேலை அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொத்த நீரின் அளவில் கடல் நீர் போக மனிதன் பயன்படுத்தக்கூடிய நிலத்தடி நீரின் அளவு மட்டும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும்தாங்க இருக்குது குறைவான ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தண்ணீரை முழுவதும் இருக்கக்கூடிய எட்நூறு கோடி பேரும் பயன்படுத்தணும் அளவுக்கு பாதுகாப்பாக இல்லாத அசுத்தப்படுறதுனால உலகம் முழுவதும் கிடைக்காதனால தூய்மை இல்லாத தண்ணீரை குடிக்கிறதுனால ஒரு நாளைக்கு மட்டும் உலகம் முழுவதும் பதினெட்டு லட்சம் பேர் உயிரிழக்கிறாங்க இதனால மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தும் முயற்சிக்கு நாமளும் ஒத்துழைப்போம் ஒவ்வொரு தனி மனிதனும் உயர்ச்சி செய்தால் மட்டுமே நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த முடியும் தூய்மைப்படுத்தினால்தான் நீ தூய்மையான நீரை நம்மளால் குடிக்க முடியும் இங்கே வந்து பிளேட்டில் வந்து மனித கழிவு வந்து இங்கே இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ரெண்டு பவுலுக்கு தூய்மையான தண்ணீரை வந்து நம்மளால குடிக்க முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த கண்ணாடி ஜாடிக்குள்ளி பாருங்க ஆனா அதுவே இப்ப இந்த மனித மல கழிவு போட்ட இந்த தண்ணிய யாராவது குடிப்பாங்களா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் யாரும் குடிக்க மாட்டாங்க ஏன் ஏன்னா இதுல கெட்ட பாக்டீரியாக்களும் மற்றும் நச்சத்தன்மை வாய்ந்த நச்சு கிருமிகளும் இதுல இருக்கு இதனால பலவிதமான நோய்கள் வர்றது மட்டும் இல்லாம இதனால இதனால அந்த நோயினால சில பேர் நிலை கூட ஏற்படுது அதனால இதே மாதிரியே வந்து ஆற்றுல வந்து தினந்தோறும் இதே மாதிரி இதே நிலை நீடிச்சு ஆண்டுகள்ல இருபத்தைந்து ஆண்டுகள் இன்னும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இப்படி இருந்த தண்ணி இப்படி மாறிவிடும் யாருனாலும் மனிதனால் குடிக்க முடியாத அளவுக்கு இப்படி மாறிவிடும் அதனால நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி முன் இதளவுக்கு தனி மனிதன் என்ன இதை நாம வந்து ஒவ்வொருத்தரும் செய்தால் மட்டும் தனி நீர்நிலைகளில் மனம் மற்றும் முயற்சியை நான் செய்யறேன் அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பெயர்ல வந்து கழிப்பிடம் கட்டி தருவதற்காக பன்னெண்டாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கி தராங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது திறந்த பாயிரால் போன்ற நீர் போய் ஓரத்தில் மலம் கழிக்கிறாங்க அப்படி மலம் கழிக்கிறது மட்டும் இல்லாம கழுவிட்டு வராங்க இது மாதிரி செய்யறதுனால நீர்நிலை என்ன பலவிதமாக பல கெட்ட பாக்டீரியாக்களாக உருவாகிறது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் வந்து நச்சத்தன்மை வாய்ந்த நச்ச நச்சு கிருமிகளும் உண்டாகுது இதனால் பலவிதமான நோய்கள் ஏற்படுறனால அந்த தண்ணீரை அந்த தண்ணீரை வந்து அந்த அந்த தண்ணீரை போது பலவிதமான நோய்கள் வர்றது மட்டும் இல்லாமல் அதனால் சில பேர் இறக்கவும் செய்கிறாங்க உலக அதாவது தூய்மை வந்து நம்ம தண்ணீரை வந்து அசுத்தப்படுத்துறதுனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது இரநூறு கோடி பேர்த்துக்கு வந்து தூய்மையான தண்ணீரை கிடைக்கிறது இல்லைங்க அப்படி தூய்மையான தண்ணீர் மட்டும் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு மட்டும் நாலாயிரம் குழந்தைகள் வந்து உலகம் முழுவதும் வந்து தூய்மையில்லாத தண்ணீர்னால் இறக்குறாங்க அதுவே ஒரு வருடத்துக்குன்னு பார்த்தோன்னா உலகம் முழுவதும் தூய்மையில தண்ணீர் கிடைக்கா தூய்மையான தண்ணீர் கிடைக்காதனால ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்திற்கு பதினெட்டு லட்சம் பேர் இறக்குறாங்க இதனால் தண்ணீர் இதனால் வந்து தண்ணீர் அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவில் கடல் தண்ணி போக மனிதன் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரின் அளவு வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம்தான் அதாவது இவ்வளோ குறைவாக இருக்கக்கூடிய தண்ணீரை தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எ்நூறு கோடி பேரும் பயன்படுத்தணும் அதனால இவ்வளவு குறைவா இருக்க தண்ணீரை நாம தூய்மையாகவும் அதை அதை சுகாதாரத்தோடு பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தாங்க மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்தும் முயற்சிக்கு நாமளும் ஒத்துழைக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனித முயற்சி தான் முயற்சி தான் நீர்நிலைகளை தூய்மையாக்கும் நீர்நிலை தூய்மையாக்குதான் தூய்மையான தண்ணியை நம்மளால் குடிக்க முடியும் திரும்பி திரும்பி கொடு பாத்திர மீgeke பா. டேய் தம்பி அந்த கையில கொடு திரும்பு. அந்த கையில தம்பி கொடு. அது கொடு. அது அப்படியே கொடுத்த மாதிரி அப்படியே கொடு. கொடுத்துடீங்க மார். அதுக்கு கொடு. இந்த ரைட் ஹேண்ட்ல குடுங்க ரைட் ஹேண்ட்ல குடுங்க. ரைட் ஹேண்ட்ல குடுங்க. அத கொண்டு அங்க. அழச்சு கூடாத அப்படி சரி சரி. இன்னைக்கு எல்லாரும் ஆத்து ஆத்துல यार மளங்கலத்தான தண்ணி குடணும்னு சொல்றாங்க. உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நீர் நிலைகளில் ஓரம் மனிதன் மலம் கழிப்பதையும் மற்றும் நீர் நிலங்களில் மனிதன் மலம் கழுவதையும் தடுக்கும் விழிப்புணர்வு முயற்சி மனிதும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பெயர்ல வந்து கழிப்பிடம் கட்டி தருவதற்காக பன்னெண்டாயிரம் ரூபாய் நிதி வந்து இலவசமாக தராங்க கூடாது அப்படின்றதுக்காக ஆனால் ஒரு சில விழிப்புணர்வில் மக்கள் என்ன பண்றாங்கன்னா திறந்த நீர்நிலைகளுக்கு போய் அதாவது பல கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறு ஏரி குளம் குட்டை வாய்க்கால் போன்ற நீர்நிலைகளுக்கு போய் மழம் கழிக்கிறது மட்டும் இல்ல வாய்ந்திருமது இதனால வந்து அந்த நீர் வந்து பலவிதமான நோய்கள் வருவது மட்டும் இல்லாமல் அந்த நோய்கள் இறக்கவும் செய்யறாங்க உலகம் முழுவதும் உலகம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நீரை அசுத்தப்படுத்துவதனால அதாவது இருபத்தஞ்சி சதவீதம் பேர் மக்கள் தொகையில் அதாவது இரநூறு கோடி பேர்த்துக்கு வந்து தூய்மையான தண்ணீரை கிடைக்கிறது இல்லை தூய்மையான தண்ணீர் கிடைக்காதனால ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் ஒரு ஒரு நாளைக்கு நாலாயிரம் குழந்தைகள் வந்து உலகம் முழுவதும் அதுவும் தூய்மை இல்லாத தண்ணீரை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தூய்மை இல்லாத தண்ணீர் ஒரு வருடத்திற்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா உலகம் முழுவதும் லட்சம் பேர் இறக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நீர்நிலைகளை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாங்க அந்த முயற்சிகளுக்கு வந்து நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்தால் மட்டுமே நீரை தூய்மைப்படுத்த முடியும் நீரை தூய்மைப்படுத்தினால்தான் தூய்மையான நீரை நாம் பருக முடியும் இதுக்காக நான் என்ன செய்கிறேன் நான் என்ன செஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அமராவதியாறு காவேரி ஆறு ஆகிய ஆகிய ந நதிகளின் ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு மக்கள்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்குறேன் அதுவும் எங்கள் எங்கள் எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் வேலூர் நாமக்கல் மோகன்னூர் வேலூர் வாங்கல் ஆகிய ஆகிய ஊரில் ஊரில் போய் நாற்றோரங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு நான் வந்து விழிப்புணர்வு நோட்டீஸ் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் ஐயாயிரம் விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்குறேன்